வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணங்கள் வலிமையானது நமக்கு தேவையான எண்ணங்களை வலிமைப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை அடையிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் YouTube சேனலை மறக்காமல் subscribe பண்ணிடுங்க subscribe பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காம அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க வாங்க பேசலாம் சேனலில் நாம் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தொட்டுவிட்டோம் உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியங்க உங்களோட அன்பாலும் ஆதரவாலும் தான் இதை சாத்தியமாச்சு என்றென்றும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் மனமார்ந்த நன்றீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி இறைவனுக்கு நன்றி பேராற்றலுக்கு நன்றி பெரும் சக்திக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி நான் வந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்கேங்க இங்க வந்து வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் சந்தித்தேன் அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா நான் 3 வருஷமாக ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் அதோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு அதனால் நான் தீவிரமாக வேறு வீடு தேடிகிட்டு ஒரு வீடு எனக்கு கிடச்சிருச்சு அடுத்த மாதம் நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னாரு சூப்பருங்க ரொம்ப நல்ல விஷயம் தானே ஆனால் பார்க்க ரொம்ப சோகமாக இருக்கீங்களே என்ன ஆச்சு நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வீட்டில் மூணு வருஷமாக இருக்குங்க ரொம்ப ஒரு வசதியான வீடு பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் பக்கத்துலேயே பார்க் நிறைய இருக்குது குழந்தைய கூப்பிட்டு போக முடியும் அங்கே நல்லா அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது தேவைப்படுற நேரத்தில் போய் புக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸ் கூட இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது அதனால் நான் பஸ்ஸு ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து ஃபர்னிஷ்டாக வந்தது அதாவது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த மாதிரி பல வசதியான விஷயங்கள் இங்கே இருந்ததுங்க ஆனால் நான் இப்போ சொன்ன இது எதுவுமே அந்த புது வீட்டில் இல்லை காய்கறி கடைகள்னால் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் பார்க் எதுவும் பக்கத்தில் இல்லை லைப்ரரி பக்கத்தில் இல்லை ஆஃபீஸு பக்கத்தில் இல்லை அதனால் பஸ்ஸு ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வீடு வந்து ஃபர்னிஷ்டு இல்லை அதாவது ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் இல்லை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீடன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கும் ஒரு லாண்ட்ரி ஏரியான்னு காமனாக இருக்கும் அங்கே வந்து நம்ம டைம் புக் பண்ணி அங்கே நம்மளோட துணிகளை நம்ம தோச்சிக்கலாம் அவர் ஏற்கனவே இருந்த வீட்டில் அதே பில்டிங்கில் அந்த லாண்ட்ரி ஏரியா இருந்துச்சு ஆனால் இப்போ போக போகிற பில்டிங்கில் அது வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும் ஒரு நாலஞ்சு பில்டிங்குக்கு காமனாக அந்த லாண்ட்ரி ஏரியா இருக்குது அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஒரு துணியெல்லாம் துவக்க முடியும் இந்த மாதிரி பல வசதிகள் அந்த புது வீட்டில் எனக்கு கிடைக்காதுங்க அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை மாதம் அங்கே நீங்கள் வீடு இருக்கீங்க அவர் என்ன சொன்னார்ன்னா மூணு மாதமாக தேடிகிட்டு இருக்கங்க அப்படின்னு சொன்னார் மூணு மாதமாக தேடுறீங்களே இந்த வீடு தவிர வேறு எதாவது வீடு உங்களுக்கு கிடச்சிதா வேறு ஏதாவது ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க வேறு எந்த வீடுமே கிடைக்கல கிடைச்ச ஒரே வீடு இது தான் நான் உடனே அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா அப்புறம் என்னங்க உங்களுக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை இந்த வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு முடிவாகிவிட்டது அப்புறம் எங்கே வருத்தப்படுறீங்க எல்லாம் பழக்கமாகிடும் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்ன பல மாதங்களுக்கு அப்புறம் அவரை நான் சந்திக்கிறேன் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க புது வீட்டுக்கு போனீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்களே எப்படி இருக்கு எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க நான் போன தடவை சந்திக்கும் போது இந்த மாதிரி பல வசதிகள் பழைய வீட்டில் இருந்தது புது வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்ததில்ல ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்ததுங்க ஆனால் அதுக்கப்புறம் பழகி போச்சு இப்போ நீங்கள் சொல்லும்போது இது ஒரு குறையாகவே எனக்கு தெரியல இந்த வசதிகள்லாம் இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியல எல்லாமே பழகி போயிடுச்சு இந்த புது வீட்டில் புது விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப திரும்ப பண்ண பண்ண அது எல்லாமே பழகி போயிடுச்சு அப்படின்னாரு இது தாங்க விஷயம் ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தது அப்புறம் பழகி போயிடுச்சு எனவே பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தா இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவுமே ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருக்கும் போக போக பழகிவிடும் எப்பவுமே நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உதாரணத்துக்கு பார்த்தா கடைக்கு போய் காய்கறி வாங்கி தான் ஆகணும் அதுக்கப்புறம் தான் வீட்டில் சமையல் பண்ண முடியும்னா நம்ம கண்டிப்பாக கடைக்கு போவோம் காய்கறி வாங்குவோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குவோம் ஒவ்வொரு நாளும் நாம் வேலைக்கு போகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலேஜுக்கு போகிறோம் இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக செஞ்சிடறோம் ஏன் வேறு ஆப்ஷனே நம்ம கிடையாது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சூழல் வரும்போது நம்ம கண்டிப்பாக செஞ்சிடுறோங்க நமக்கு வேறு வழிய கிடையாது ஆனால் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது இது ஒர்க் ஆகுமா இதை நம்பிக்கையை செய்யலாமா தொடர்ந்து செய்யலாமா இல்லை டைம் வேஸ்ட்டா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்கள் வருது குழப்பம்ன்றது மட்டும் இல்லாமல் ஒரு சாய்ஸ் உங்கள் வருது ஒரு ஆப்ஷன் உங்கள் வருது தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா இந்த ஆப்ஷன் வரும்போதே முடிஞ்சிச்சு கதை நீங்கள் வந்து பாதி பேர் விட்டுருவீங்க வேண்டாம் அப்படின்னு என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சு தான் ஆகணுன்ற சூழல் வந்தால் மட்டும்தான் நிறைய பேர் செய்கிறாங்க அங்கே ஆப்ஷன் வந்துட்டா இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுனாலே அங்கே வந்து முதல் தோல்வி அதுக்கப்புறம் பாதி பேர் விட்டுடுறாங்க எனவே விட்டுரலாமா நிறுத்திடலாமா இந்த மாதிரி எண்ணங்களை உங்கள் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க இது பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கு மட்டும் சொல்லலைங்க வாழ்க்கையில் எது வேணா எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சிருக்கீங்கள அதை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்லும்போது நம்ம வந்து இப்போ விட்டுர்லாமா நிறுத்திடலாமா பின்வாங்கிடலாமா அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வரும்போது அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க அதை தூக்கி எறிஞ்சிருங்க உங்கள் அகராதியில் இருந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்ன நம்ம முழு மனதோட ஒன்றை செய்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம வந்து ஒரு அரை மனதோட செஞ்சுக்கிட்டு நான் ஒரு வாரம் செஞ்சு பாக்குறேன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பண்றேன் இல்லன்னா விட்டுறேன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பண்றேன் இல்லன்னா விட்டுறேன் இந்த மாதிரி இரண்டு எண்ணங்களோட செயல்பட்டா தோல்வி உறுதிங்க ஒரே எண்ணத்தோட இருக்கணும் ஒரே சிந்தனையோட இருந்தால் வெற்றி நிச்சயங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நீங்க ஃபாலோ பண்றதுனால நீங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க ஏதாவது காசு செலவு ஒண்ணு போறீங்களா இல்ல உங்க நேரத்தை செலவு செய்ய போறீங்க எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்க போகுது நீங்க டிவி பார்க்கறதா இருந்தா அந்த நேரத்தை குறைச்சிக்கு போறீங்க இல்லை சீரியல் பாக்குற மாதிரி இருந்தா அந்த நேரத்தை குறைச்சிக்கு போறீங்க அரசியல்னா நிறைய டிவியில பாக்குறீங்க இல்லை பேப்பர்ல படிக்கிற மாதிரி இருந்தா அந்த நேரத்தை குறைச்சிக்கு போறீங்க அது மனதை பாதிக்கிற விஷயம் தானே எனவே அந்த நேரத்தை குறைச்சிக்கிட்டு இந்த நல்ல விஷயத்துக்கு நீங்க நேரம் கொடுக்குறீங்க இது மட்டும்தான் நீங்க செய்யற ஒரே செலவு எனவே இங்க இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து இங்க கெயின் தான் எல்லாமே நமக்கு லாபம்தான் பல லாபங்கள் இருக்குங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள அறுபதாயிரம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குங்க அதையெல்லாம் நீங்கள் செம்மைப்படுத்துறீங்க அதையெல்லாம் நீங்கள் முறைப்படுத்துகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வருது ஒரு ஃபோக்கஸ் வருது ஒரு கிளாரிட்டி வருது செல்ஃப் அஃபர்மேஷனாக இருக்கட்டும் இல்லை விஷுவலைசேஷனாக இருக்கட்டும் நீங்கள் முழு கவனத்தோடு செஞ்சுகிட்ருக்கீங்க அப்போ உங்களோட ஃபோக்கஸ் அதிகரிக்குது உங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குது உங்களோட வில் பவர் அதிகரிக்குது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்ங்க ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா அந்த கவனம் ரொம்ப முக்கியம் அந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் எது செஞ்சாலும் முழு மனதோடு செய்யணும் முழு போற்றி கிடைக்கும் எனவே அந்த பண்பு உங்களுக்கு எதிர்மறை வார்த்தைகள் இருந்தால் அதை வந்து நீங்க நீக்கிடுறீங்க அதுக்கப்புறம் உங்களோட எண்ணங்களை நீங்க கவனிக்கிறீங்க அதுல தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிஞ்சீங்க இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இங்க வந்து இழப்பு அதற்கு இல்லை அடைவதற்கு ஏராமாக இருக்கின்றது எனவே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து விட்டுரலாமா இதை நிறுத்திடலாமா செய்யுமா செய்யாதான்ற எண்ணம் வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து பல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய எனக்கு நிறைய பணம் வேண்டும் எனக்கு வீடு வேணும் கார் வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சீக்கிரமாக கிடைக்கலாம் ஒரு சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கலாம் தாமதமாக கிடைச்சாலும் அந்த ப்ராசஸ்ல இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்க இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக கிடைக்குது எனவே அதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் அடைவதற்கு ஏராளம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைங்க எனவே மன செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்கள் குறிக்கோளை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில நீங்கள் என்ன கேட்டீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் மன இருக்கிறேன் நான் மன வலிமையோடு இருக்கிறேன் அப்படின்ற கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்க நீங்கள் மன வலிமையா இருக்கிறீங்க அப்படின்றது உங்களோட மனசுக்கு தெரியட்டும் உங்களோட ஆள் மனசுக்கு போகட்டும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவட்டும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்பாக மன அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்த பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி இந்த சேனலில் வார திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் தவறாமல் பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்